அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க ஸ்பிரிச்சுவல் ஆஸ்ட்ரோஃபீலர் கலைச்சில் பேசுறேங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கந்திஷ்டி ஏவன் பில்லிசூனியம் செய்வினை கோளர்கள்லாம் அதிகமா பாதிச்சிருக்காங்க நிறைய கால்ஸ் எல்லாம் எனக்கு அது மாதிரி தான் வருதுங்க இதுலருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன மாதிரி ஃப்ளவர்ஸ் அதாவது செடியை வந்து வளர்க்கணும் வீட்டில் வந்து என்ன மாதிரி செடிகளை வைக்கணும் என்ட்ரன்ஸ்ல அப்படின்றதுக்கான ஒரு விளக்கம் ஒன்று உங்களுக்கு நான் கொடுக்க போறேன் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு வீடாக தி பெஸ்ட்டு கிழக்கு வடக்கு தி பெஸ்ட்ன்னு சொல்லுவாங்க தெற்கு வீடுகள் அப்படின்னாலும் ஒன்றும் தவறு கிடையாது ஒரு சில ராசிகளுக்கு தெற்கு மேற்கு வந்து செட் ஆகும் ஆனால் அது நம்ம ஜாதகம் பார்த்தா மட்டும்தான் தெரியும் ஏன்னா அந்த லக்ன புள்ளி வச்சுதான் நம்ம வந்து எந்த திசையும் நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்றத நம்ம கரெக்டாக வந்து நம்ம சூஸ் பண்ணலாம் அதே மாதிரி நம்ம திசைகள் வந்து பாத்தீங்கன்னா அதாவது கிழக்கு திசையா இருந்தது அப்படின்னா என்ட்ரன்ஸே இந்த செடிகள்ல வைக்கலாம் இப்ப நான் சொல்லக்கூடிய செடிகள் நான் சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணதை பாருங்கன்னா கந்திஷ்டி அப்படின்னு எதனால வருது அப்படின்னா வெளிய இருந்து நம்மளுக்கு நெகட்டிவான எனர்ஜி அதாவது நெகட்டிவ் பர்சன் வந்து நெகட்டிவா நினைச்சிட்டு நம்ம பார்க்கும் போது ரிஃப்ளெக்ட் ஆகுது அதாவது கண்ணுக்கு ஐக்கு வந்து அவ்வளவு பவர் இருக்கு மற்ற விஷயத்த விட ஐக்கு வந்து அவ்வளோ பவர் இருக்கு சக்தி இருக்கு அந்த அளவுக்கு வந்து சிவியாரிட்டியா இருக்கு என்ன செடிகளை நம்ம வளர்த்தணும் அப்படின்றதுக்கான ஒரு சின்ன வீடியோ தான் இதை கண்டிப்பா பாருங்க இப்ப ஃபர்ஸ்ட் நான் வந்து என்ன செடி அப்படின்னு பாத்தீங்கன்னா சோற்று கற்றாலே எடுத்துக்கோங்க அது வந்து மருத்துவ குணம் உள்ளது அது வைக்கும் அதோட தன்மை வந்து நம்மளுக்கு மாறும் கண்டுச்சுட்டு உங்களுக்கு அதிகமா இருக்கு ஆஹ் இல்ல உங்களுக்கு செய்வினா ஏதாவது பண்ணிருக்காங்க நெகட்டிவா பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த சோச்சு கற்றாழை வந்து அந்த கலர் வந்து ப்ரௌனிஷா மாறிடும் அதோட கலர் தன்மை வந்து பாத்தீங்கன்னா கிரீன்ல இருந்து ப்ரௌன் கலரா மாறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு இங்க வச்சு பார்க்கும்போது தெரியும் அதனாலதான் நிறைய பேர் வீட்டுல வந்து மேல இருந்து தொங்க விட்டுருப்பாங்க சோச்சு கற்றாழை இப்படி இருக்கிற மாதிரி தொங்க விட்டுருப்பாங்க சில பேர் வந்து பூமியில பதிச்சிருப்பாங்க பதிக்கும்போதே உங்களுக்கு அது தெரியும் டிஃப்ரென்ஸ் என்ன கலர் மாறுது சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ப்ரௌன் கலர்ல வந்து வர்றதுக்கான சான்சஸ் வந்து நிறையவே இருக்கு அதனால அந்த சோச்சு நம்ம எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் நம்ம எதுக்கு பண்றோம் கிருஷ்ணக்கு கூட நம்ம மேல வந்து கட்டுறோம் அதாவது லெமனும் சரி பச்ச மிளகா நம்ம வந்து திருஷ்டிக்கு என்ட்ரன்ஸ்லேயே நம்ம கட்டுறோம் அது மாதிரி பச்சமிளகா செடி வளர்த்தும் போது அது கந்திஷ்டி வந்து விரக்சிச்சிடுது அதோட தன்மை வந்து மாறுபடும் அதாவது அந்த காரத்தன்மை வந்து பார்த்தீங்கன்னா நீங்க சமையலுக்கு யூஸ் பண்ணும்போது தெரிஞ்சு அந்த அளவுக்கு காட்டு இருக்காது அதை யூஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு நீங்க ரியலைஸ் பண்ண முடியும் அதே மாதிரி அடுத்த செடி வந்து பாத்தீங்கன்னா எலிமிச்சன் செடி எலுமிச்சின் செடி வைக்கும்போது நம்மளுக்கு வந்து அந்த நெகட்டிவ் எனர்ஜி வந்து டிசனிகிரேட் பண்றதுக்கான சான்சஸ் வந்து அந்த லெமனுக்கு மட்டும்தான் இருக்கு ஏன்னா அந்த கலர் பாத்தீங்கன்னா காயா இருக்கும்போது பச்சை கலர்ல இருக்கும் அதுக்கப்புறம் எல்லோ விஷயம் மாறும் அதுக்கப்புறம் சில ரொம்ப நம்மளுக்கு வந்து தாக்கம் அதிகமா இருக்குது அப்படின்னா அந்த லெமன் கூட கருக கூட செய்யும் அதாவது செடியில இருக்கும்போது அப்படி இருக்காது நம்ம எடுத்துடுறோம் பயன்படுத்தும் போது அந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு மாறுபடும் அந்த லவன் எடுத்து என்ட்ரென்ஸ் வைக்கும் போது அதோட கலரிங் அதிக எலுமிச்செடி வைக்கும் போது நம்மளுக்கு தேவையில்லாத அந்த கெட்ட சக்திகள் தீய சக்திகள் நெகட்டிவ் எனர்ஜி எதுவுமே நம்ம வீட்டுக்குள்ள நுழைய முடியாது அந்த ட்ரீ வந்து நம்ம வீட்டுக்கு முன்னாடி வைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான நல்ல விஷயங்கள் எதுவுமே வந்து கிழக்கு பக்கம் திசையா இருந்ததுன்னா அதாவது வீடு வந்து இருந்தது அப்படின்னா ரைட் சைட்ல நீங்க அக்னி முலையில நீங்க வைக்கலாம் இந்த சைடு வடகிழக்குல நீங்க எந்த செடியும் நீங்க வைக்க கூடாது ரைட் சைட்ல நீங்க வைக்கலாம் அக்னி மூலையில வைக்கலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க என்ன செடின்னு பாத்தீங்கன்னா கள்ளி செடின்னு சொல்லுவோம் கள்ளி செடி வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் சப்பாத்தி கல்லி இருக்கு அடுத்தது வந்து ரவுண்ட் பேசிங்ல இருக்கும் அது வந்து பாத்தீங்கன்னா முள் முள்ளா இருக்கும் அந்த கள்ளி செடினாலே முள் இருக்கும் நெகட்டிவ் எனர்ஜி டிசன்டிகிரேட் பண்றதுக்கான ஒரு டெக்னிக் தான் வந்து கல்வி செடி கேட்டக்ஸ் சொல்லுவோம் அதாவது இங்கிலீஷ் பால் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அந்த கல்வி செடி வைக்கும் நெகட்டிவ் எனர்ஜி டிசன்டிகிரேட் பண்றதுக்கான ஒரு ப்ரோக்ராம்ஸ் இருக்கு அது வந்து செல்ஃப் டிஃபென்ஸ் ஒரு கிளாஸஸ் படிக்கும் போது தெரியும் எனர்ஜி எப்படி சிதைக்கிறது அப்படின்னு அதுக்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு அதாவது கள்ளிச்செடிக்கே நாங்கள் ஒரு ப்ரோக்ராம் பண்றோம் கொடுத்து வீட்டுக்குள்ளேயும் வைக்கலாம் நாங்க ஆனா வெளியே வச்சிங்கன்னா ரொம்ப விசேஷமானது இந்த ப்ரோக்ராம்ஸ் எதுவும் தெரியலங்க நாங்க வைக்கலாமா அப்படின்னா நார்மலாவை கண்டிப்பா வைக்கலாங்க வீட்டுக்கு வெளியே வைக்கலாம் வீட்டுக்கு வெளியே கண்டிப்பா வந்து கேட்டக்ஸ் பால் வந்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதை யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா மரம் வந்து நெல்லிக்காய் மரம் நெல்லிக்காய் மரத்தை வளர்ந்து வளர்த்தும் அதே மாதிரி கந்திஷ்டி செய்திணை ஏவல் எந்த விஷயமா இருந்தாலுமே வந்து நெகட்டிவ் எனர்ஜி டிசன்டிகிரேட் பண்றதுக்கான ஒரு ட்ரீ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெல்லிக்காய் செடின்னு நெல்லிக்காய் மரம்னே சொல்லலாம் அது சிறுநெல்லிக்காவா பெருசான்னு கேட்பீங்க ரெண்டுமே வைக்கலாம் அது உங்களுடைய எந்த செடி வச்சிங்கனாலும் உங்களுக்கு அந்த நெகட்டிவ் ரேஸ் வந்து டிசன்டெக்டேட் பண்றதுக்கான விஷயங்கள் வந்து அந்த மரத்துக்கு அந்த ட்ரீக்கு வந்து இயல்பாக இருக்கு அதனால இந்த மரங்கள்லாம் நீங்கள் வைக்கும்போது தான் உங்க வீட்டுக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் நெகட்டிவ் ரேஸ் வந்து வீட்டுக்கு முன்னாடி நம்ம தடுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை அதாவது நம்ம வாசக்கால் நம்ம வைக்கிறோம் எதனால சாமி கும்பிட்டு அதோட அளவு கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம அதை வைக்கிறோம் மேலே வந்து திருஷ்டிக்கு நிறைய விஷயங்கள் நம்ம கட்டுறோம் அது உங்களுக்கே தெரியும் அதே மாதிரி ட்ரீ வந்து மரங்கள் வந்து முன்னாடி வீட்டுக்கு முன்னாடி நிச்சயமா வந்து ஒவ்வொருத்தரும் வளர்த்து நம்மளுக்கு வந்து ஒரு சின் வீடு இல்ல சொந்தமா வீடு இல்லைங்க இதெல்லாம் எப்படி வளர்த்து பாத்தீங்கன்னா சின்ன நீங்க தொட்டில கூட நீங்க வைக்கலாம் இதெல்லாம் அதாவது எல்லா ட்ரீயும் வைக்க முடியா கூட நான் சொல்லக்கூடிய ட்ரீஸ்ல கள்ளி செடியில ஈஸியா நீங்க வைக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு இது எலுமிச்ச மரம் மரமும் வைக்கலாம் அது சின்ன ஹைட்ரேட்ல வருது சின்ன மரத்துலேயே உங்களுக்கு நிறைய காய் காய்க்கும் அதெல்லாம் அது மாதிரி பண்ணலாம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கள்ளி செடி எலுமிச்சம் செடி அதுக்கப்புறம் உங்களுக்கு மிளகாய் செடி இது எல்லாமே வந்து நீங்க ஈஸியாக வைக்கலாம் சோற்று கற்றாலே வந்து வைக்கலாம் இதுல வந்து ஈஸியா நம்ம வீட்டில் வந்து நீங்க வாடகை வீட்டில இருந்தாலுமே ஒரு தொட்டி இருந்ததுன்னா போதும் கண்டிப்பா கீழே நம்ம வச்சு வளர்க்கலாம் அது மாதிரி வந்து நீங்க வளர்த்தி பாருங்க நெகட்டிவ் ரேஸ் வராம நம்ம பாதுகாத்துக்கலாம் நம்மளை பாதுகாக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா நம்ம நல்லா இருந்தாதான் கண்டிப்பா நம்ம குடும்பம் நல்லா இருக்கும் ஏன்னா நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வரோம் ஒரு கந்திஷ்டி இருக்குதுன்னு போயிட்டு வந்தோடனே டயர்ட் ஆகிறது உடம்பு செல்லாத போறது நிறைய விஷயங்கள் நடக்குது அது உங்களுக்கே தெரியும் இது வந்து நெகட்டிவ் ரேஸ வந்து அப்சர்வ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வந்து இந்த ட்ரீஸ்க்கெல்லாம் இருக்கு இந்த மரங்களுக்கு இருக்கு அதனால இந்த செடியும் இந்த மரங்களையும் கண்டிப்பா வருத்தறதுக்கு முயற்சி பண்ணுங்க இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவி நெய்ச்சிகளின் திருப்பி கண்டிப்பா பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்